ஹலோ எவ்ரிவான் இது உங்களுடைய டெய்லி டோசேஜ் ஆஃப் இன்டர்நெட் ராக் பேப்பர் சிஸர்ஸ் உண்மையில் தவறானது ஏனெனில் பேப்பர் சிஸர்ஸை தோற்கடிக்க முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது மிக வேகமாக ஸ்பின் பண்ண வேண்டும் முன் தயாரிக்கைகள் உங்களிடம் இருந்தால் அதிக வாய்ப்புகள் உள்ளன அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட தட்டுகள் யுரேனியத்தால் செய்யப்பட்ட பெயிண்ட் உறைந்திருக்கும் இந்த பீசஸ்ல இருந்து ரேடியோ ஆக்டிவ் நகர்வதை காணலாம் சில கார் டயர்கள் மாற்றுவதை மிகவும் எளிதாக ஜாக் சிஸ்டம் கட்டமைக்கப்பட்டுள்ளன உலகில் மிக சிறந்த மருத்துவமனைகள் இப்படிதான் இருக்கும் ரோபோக்கள் விநியோகிக்கும் கூட அவர்களுக்கு தெரியும் ஒரு செவிலியர் வேலைக்கு சென்றால் அவர்கள் ஆடைகளை இப்படி பெறுகிறார்கள் கரைப்பட்ட வெள்ளி பொருட்களை சுத்தம் செய்வது இவ்வளவு விரைவாகவும் எளிதாகவும் இருக்கிறது இது ஒரு குருட்டு வேட்டைக்காரரின் குடிசை விலங்குகளிடம் இருந்து மறைக்க பயன்படுத்துகிறது அவர்கள் உள்ளே இருந்து பார்ப்பது இதுதான் தி என் ஆஃப் தி வீடியோ கைஸ் மிக விரைவில் உங்களை மீண்டும் சந்திப்பேன் பின்னர்